நீதி மாண்டது மே நீதி மாண்டது மே வேதம் மேன்ேதும் நான்ரேன் நானரே ய அல்ல உலகம் மாறவே சு அல்ல உலகம் மாறவே சுல்ல நீதி மாண்டது ஏன் வேதம் ஏன் ஏதும் நானே நானரேன் ய அல்ல உலகம் மாறுதானல்ல ய அல்ல உலகம் மாறுதானல்ல अल्लाह उलघम नारे दे सुभान अल्लाह या अल्लाह उलघम नारे दे सुभान अल्लाह नी दिल मांडदें बेदम मांडदें ये दूंगा नारे न नारे या अल्लाह उलघम नारे दे सुभान अल्लाह या अल्लाह उलघम नारे दे सुभान अल्लाह அருளனவே தூண்டினார் கருணை நபி கருணை நபி அருளனவே தூண்டினா கருணை நபி அறிவு தரும் ஒளி விளக்கை தூண்டினா அறிவு தரும் இறந்தது அறியாமை பிறந்தது புது வாழ்வும் இறந்தது அறியாமை பிறந்தது புது வாழ்வும் இன்றே சேர்ந்த அல்ல அல்ல உலகம் மாறுது சுபானல்ல யா அல்ல உலகம் மாறது சுபானல்லதுங்க வேகம் ஏதும் நானே நானே யா அல்ல உலகம் மாறது சுபானல்லா அல்ல உலகம் மாறுது சுபானல்லா அல்ல உலகம் மாறுது சுபானல்ல அழகு ரோஜா மலரே பாலையின் அழகு ரோஜா மலரே பாலினில் வீசும் அன்பின் குடரே பண்பாள் முகம்மது முஸ்தபானீரே மரகா மரபா மரகா மரகா பாலை அழகு ரோஜா மலரே பாலினில் அன்பின் சுடாரே பண்பாய் முகம்ம முஃபானி மரபா மரபா மரபா மரபா கா போலே இருளையின் உண்மை இறுதி நபியாய் வந்து இந்த மண்ணும் தான் வந்தேன் மாலை போலே மகிழ்ச்சி உழுத்தும் மாலை போலே மகிழ்ச்சி உழுத்தும் மன்னரியா முகமது நீர் पालय नळि रोजा मल रे पालय नळि रोजा मल रे पारविल विसूं अनु बिन कूड़ा रे बलम बाल मोहम्मद मुस्तफा नी रे मरहबा मरहबा मरहबा मरहबा பாலை அழகு ரோஜா மலரே பாலை நடலரே பாலில் வீசும் அன்பில் துடரே பண்பாள் முகம்மது முஸ்தபா நீரே மரபா ியதும் மாநிலத்தில் வாழ் மார்க்கமறி தாமகத்தை மாநிலத்தில் வைத்தேன் நீதி செய்தீன் ஆபிதின் சொல் நீதி செய்தீன் ஆபிதின் சொல் மன்னையா முகம்மதி நீலை நலகி ரோஜா மஞ்சி புரே பண் மொஹம்மது முஸ்தா ரே மர இஸ்லாம் தந்த மாபெரும் மேது மகமூடர் வழியில் ஆண்களே வாழோ இஸ்லாம் தந்த மாபெரும் மேல் மகமூதர் வழியில் ஆண்களே வாழோ முஸ்லிம் பானை முஸ்லிம் பான்மை பேலிய நாள் வாழ்கிறவே இன்று பெண்களே வாழிறோ முஸ்லிம் ஆன்மை பேலிய நாள் வாழ்கிறவே இன்று பெண்களே வாறீரோ He's referred to as the question from the வைக்கு சிறந்த நலம்லாம் வந்த மாத மேத மோதர் வழி ஆண்களே வாரியோ முஸ்லிம் மான்மே தேனில் நாளும் வாழ்விடவே என்பது பெண்களே வாரியோ ஆண்களை வாரீரோ திருபுகளை பாடுவே எங்கும் அங்கும் எங்கungal திருபுகளை பாடுவே எங்கلنا தர்பாவா என்றம் ஜிந்தாபா எங்கلنا தர்பாவா என்றம் ஜிந்தாபா எங்கلنا தர்பாவா என்றம் ஜிந்தாபா எங்கلنا தர்பாவா என்றம் ஜிந்தாபா அங்கும் எங்கங்கும் ஊঙ্গল திருபுகளை பாடுவே எங்கங்கும் எங்கங்கும் ஊঙ্গল திருபுகளை பாடுவே எங்கلنا தர் பாவா எங்க ஜின்பாபா எங்கلنا தர் பாவா எங்க ஜின்பாபா வீரராலி வரியில் வந்தா மன்னர் அகமது கதீரின் அருமை மைந்தராய் அவதரித்தாரே புகழுடனே இங்கும் அங்கும் எங்கும் உங்கள் திருப்புகளை பாடுவேன் எங்கள் ந சர்பதாயனும் சிந்தவா எங்கள் நர்பாயனும் gum angum gyan gumangal tirupugalai <laughs> paaduvendrana khardavalan zindabad zindabad khardavalan zindabad zindabad khardavalan zindabad zindabad khardavalan zindabad திருவிழக்காய திகழ்ந்த எங்கள் ஆலையாவே திருச்சி நகரில் நாயகராக திருச்சி நகரில் நாயகராக எங்கள் தகலே ஆலங்காத எங்கும் அங்கும் எங்கும் உங்கள் திருப்புகளை பாடுவேன் எங்கள் கர்தாயம் Jangala kharda ra jaland zindabad Dingum angum jangum khangal ke hogale padave Jangala kharda ra jaland zindabad Jangala kharda ra jangum zindabad zindabad zindabad جمي قاجا ان بين اوروين اجمي கண்ணில் வாழும் கருமண சுடரேன் கவலைகள் போக்கும் கலந்தர விளக்கே அன்பின் குருவே அஜமி பாழாம் அன்பும் எம்மை காப்பிருப்ப அன்பின் குருவே பஜதி பஜ அமுத நீ maal virayo re palige puriya maal virayo re pakkam arul thel valangi dum anbil uruve adave raja agum re kaathi rom raja anbil uruve uruve raja aja panda raja kandal udayam பாஜா அண்டும் எம்மை காப்பிடும் பாஜா वंगेनेंगे कलय लेइदे वंगेनेंगे कलयु पुरवे करूनेंगे अनविनूरवे आजने फाजा भंडुम यम्मे कापिडम फाजा अनविनूरवे फाजा फाजा फाजा, फाजा பியே எங்கள் மாணவியே வானபியே எங்கள் மாணவியே வாகை முகம் மது மாணவியே வாகை முகம்மது மாணவியே எங்கள் மாணவியே வானபியே எங்கள் मानेंगे वाकई मोहम्मद मानपिए मानेंगे जंगल मानेंगे वल्लावंत வாஞ்சை மிகுந்திடும் போதனை ஓதில் நல்ல பாதையில் நாளுமே உழைத்தீர் முதர் முகம்மது மாணவியே மாவியே மாணவியே எங்கல் மாணவியே Jodil Yehi Sanda Muhammad Maa Nabiye Sanda Muhammad Maa Nabiye Maa Nabiye Ingal Maa Nabiye Maa Nabiye Ingal Maa Nabiye Vahe Muhammad But I did top off the top foot, see you, he came It will take the middle of the road, see right next to that fire realized the evening Oh, one day later and the driving chaos is out! Oh, Iỉs! Antírish was out! encouragement to thrill theadow, find the back Śm� мilled and at night next to your day. A day that the ef지만 trade and the expense of Cambodia is from whatever you take.acha colenizate grow wheat into want me! It's a thing that I know that. It's true. Weging It will, once. You're done! It's clear how you will, you will, but I know that. Though we were talking to this one far, as well stopped theìam, they are the problems! Just like, I will, children have the screw. married, PHIL bás, and now ask the mother. Montanil government policy. Now let's all go! Giants all sit there. …ymid government party. Nu fab! And engal mohammed ma nabie engal mohammed ma nabie wa nabie engal ma nabie wa nabie engal ma nabie wa hai mohammed ma nabie wa nabie engal ma nabie engal ma nabie engal மரஹா மர பால ரோஜா பாலிவான் திரு ரோஜா பயம்பர் ரசூல மதினா நகர marhaba marhaba vale manatu roza paigambar rasulullah madina nagar raja marhaba marhaba oh, oh, oh. nallaram boodithavar vallavan thudaravar nallaram boodithavar vallavan thudaravar ulladai solliva var உலகக்கு போ தலைவர் மரபா மர மர மரவான மரபா மர நாட்டிலே அறிவு தீபம் ஏற்றியவர் அறநறியால் உலகை புனிதமாக மாற்றியவர் வரம்புடன் வாழ்வதற்கு வாழ்த்துப்பாறை காட்டியவர் வண்ணமிகை இசலாத்தை விண்ணில் வைத்து வாழ்த்தியவர் வண்ணமிகை இசலாத்தை விண்ணில் வைத்து வாழ்த்தியவர் मरहबा मरहबा मरहबा वाले वने तिरोजा वाले वने तिरोजा वाले वने तिरोजा बहर रसूलुल्लाह मदीना नगर राजा मरहबा मरहबा படைத்தவன் ஒருவன் என்று பெருமையோடு சொல்லியவர் படைத்தவன் ஒருவன் என்று பெருமையோடு சொல்லியவர் பதறு போரி நிலை புனித ரத்தம் செழுதியவர் கடைகள் துன்பம் யாவும் நாட்டியவர் தீன் தீனின் மனம் கமழும் மறையமுதை ஊட்டியவர் மரகபா மரகா மரகா மரகபா கண்ணன கலைகள் தம்மை கருத்தில் வைத்து போற்றியவர் கருத்துள்ள பாடல்களை கழித்து கொண்டு பாடியவர் மண்ணுலக ஜோதிய மன்னலக ஜோதியாகி என்றும் என்றும் விளங்குபவர் மரதாசன் பாடலுக்கு அருள்மொழியை வழங்குபவர் மரகா மரபா மரகா மரகா பாலைவான திரு ரோஜா பாலைவான திரு ரோஜா பழகம்லா மல்லா மரபா மரபா மரகா மரபா